ஹலோ இப்போ வந்து கோழிக்கு ஐபிடி எப்படி விடணுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாலிட் மெட்டீரியல் இது வந்து சாலிடை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு லிக்யூடு டைல்யூஷன் சொல்லுவோம் இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கோழி பிரித்த ஏழாவது நாளிலிருந்து நம்ம வந்து இதுக்கு ஐபிடி கொடுக்கணும் ஆக்சுவலாக வந்து ஒரு அம்மை வந்து வெள்ளை நோய் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கண்ணு ஒரு டிராப்ஸ் ஒரு ஏழு நாள் கழிச்சி ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணில் ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதை அப்படி குடிச்சுறோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கண்ணில் இன்னொரு ட்ராப்ஸ் வரணும் ஆக்சுவலாக வந்து ஒரு கோழியிலிருந்து செவன் டேஸ்க்கு வந்து எஃப் ஒன்று ஃபோர்டீன் வந்து ஐபிடி டுவெண்ட்டி எயிட் வந்து லெஸ் வந்து விட்றோம் இது ஆக்சுவலாக எதுக்காக விட்றோம் அப்படின்னா எந்த ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகினாலும் ஒவ்வொரு நோய் வந்து அட்டாக் ஆகாமுன்றதுக்காக ஒரு மூணு வேக்சின் வந்து பேஸிக்காகவே நம்ம வந்து இது போட்டு தான் ஆகணும் வேறு வழியில் எல்லா பண்ணையிலுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல் பண்ணுங்க